அனைவருக்கும் வணக்கம் கலைச்செல்வி பேசுறேங்க திருமணம் நடக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க இப்ப இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எந்தெந்த ராசிக்கு திருமணம் நடக்கும் மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயம் திருமணம் நடக்கும் ஏன்னா மேஷ வீட்டுக்கே குருவும் ராகுவும் இணையிறாங்க ஏழாம் இடம் களத்திரஸ்தானத்தை அப்படியே குரு பார்க்கிறாரு கட்டாயம் வந்து கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் பிக்ஸ் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள்ள இந்த வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடும் அடுத்தது வந்து மிதனராசி மிதனராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடமாவே உங்களுக்கு கண்டக சனியும் அஷ்டம சனியும் நீங்க பாஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க அந்த டைம்ல மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அந்த மேரேஜ் லைஃப் வந்து சரியா ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும் இப்ப வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ராசிக்கு அட்டகாசமா இருக்கும் ஏழாம் இடத்த ஒன்பதாம் பார்வையிட கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப கட்டாயம் வந்து மிதனராசிக்கு இந்த வருடம் நிச்சயமா திருமணம் நடக்கும் இது கண்டிப்பா வந்து நீங்க உறுதியா நான் சொல்றேன் மிதனராசிக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் லைஃப்ல அதாவது லவ் ஸ்ட்ரகிளா இருந்தாலும் சரி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் சரி வீட்டுல பெரியவங்க இருந்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் பிரச்சனை நிறைய அல்லாடிட்டு இருந்திருப்பீங்க இந்த அஞ்சு வருஷம் வந்து படாத பட்டுட்டீங்க இப்ப இனி அந்த பிரச்சனை கிடையாது நான் ஒன்பதாம் பாகிஸ்தானத்துக்கு வரதுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே உங்க வீட்டுல நடக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம் கண்டிப்பா நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மிதன ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி துலாம் ராசி துலாம் ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம் ராசிலிருந்து கரெக்டா ஏழாம் இட கலத்திரஸ்தானத்துக்கே குரு வராரு ராகுவோட இணைறாரு குரு ராகுவோட இணைஞ்சு தன் ராசிய அதாவது துலாம் ராசியே பார்க்குது குரு அப்ப கலத்திரஸ்தானத்துக்கே குரு வந்துட்டாரு தன் வீட்டையும் பாக்குறாரு அப்ப கண்டிப்பா இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க அப்படின்னு இப்ப இனி நீங்க வந்து சாதாரணமா நீங்க பாக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே பிக்ஸ் ஆயிடும் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமா பார்த்துட்டு இருப்பீங்க மாப்பிள்ள மாப்பிள்ளையோ பொண்ணோ சரி ரொம்ப ஸ்ட்ரகிளா நீங்க தேடிட்டு இருந்திருப்பீங்க ஆனா கிடைச்சிருக்காது உங்களை நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்காது ஆனா இப்ப இந்தாண்டு அந்த மாதிரி கிடையாது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா அமையும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அட்டகாசம் அமையும் சூப்பரமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் துலாம் ராசிக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் மடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கே குரு பகவான் வராரு முன்னோர்களோட பிளஸிங் மூலியமா கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பூர்வீகத்துக்கு வராரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு கூட ராகு இருக்காரு டைரக்டா ஒன்பதாம் பார்வையே தன் வீட்டையே பாக்குறாரு இப்ப கட்டாயம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் இந்த ஆண்டு ரொம்ப பிரகாசமா இருக்குங்க ஏன்னா மூன்றாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் போயிட்டாரு மறைவு ஸ்தானத்துக்கு இனி சூப்பரா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தது நிச்சயம் நடக்கும் நீங்க என்னெல்லாம் கனவு காண்டிருக்கீங்களோ அந்த விஷயம் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருடம் இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க தனுசுக்கு முக்கியமா திருமினல் லைஃப் அதாவது மன வாழ்க்கை எப்படி பிரிந்திருந்தவங்க கூட ஒன்றரை சேர்ந்துருவாங்க மன வாழ்க்கை அந்த அளவுக்கு வந்து அருமையா இருக்கும்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வெற்றிகரமாக நான் சொன்ன ராசிக்காரங்களுக்கு எல்லாமே திருமணம் நிச்சயமா நடக்கும் நீங்க ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணாத எதுவும் நடக்காது ஏன்னா இது வரைக்கும் கடினமாக முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த ராசிக்காரங்க எல்லாருமே ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் போடுங்க சும்மா சாதனமா பார்க்கற மாதிரி பாருங்க கண்டிப்பாக அதுலேயே ஃபிக்ஸ் ஆகிடும் எனக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்குலாம் நான் சொன்ன ராசிக்காரங்களுக்குலாம் டைம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு ஆனால் நிச்சயமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்க முயற்சி எடுங்க கொஞ்சமா ஒரு முயற்சி எடுங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் இந்த சேனல் உங்களுக்கு மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைங் கண்டிப்பா பாருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்